சென்று தம்பை இலை பேசியே உதி வாசியே செய்ய அரும நரி தடை கிட தடை செய்த தண்டாளன் எதிரூணன் சமர்கள் செய்யிலே கனல் கத்துவிலே கருவரா பயிலே கணல் கக்குவையிலே கருதினா அம்மா அம்மா இளைய लंगो होयारा वासाम कोसरे मघी में तीरा तीस्ता नरुल तरवा देवी जे ख கம்பீரா உள்ள ஞானம் பகர் அலங்காரா பாயார் உள் தரவா பண்புயர் காஜா காஜா ya main mara sitar pugal riyazuddin kumara selwa me tandarwai daigi ka khaja khaja காச்சி மா சீரா உரவா மெமான் ஹுவாஜா ஹரிமே பொருளை அறிவில்லா மணியை எஞ்சறிந்து முக்காலம் உணர்ந்து குறந்தவர் இதயா சனத்திருந்தவனை தொடரின் தும்பமற்றவனை சிறந்த பல்லு மனக்கள உறைந்து பிற பிற பெருவில்லாதவனை மறந்தவரில் சுவர்க்க பதியையும் மறந்து மண்ணினில் மதி மறந்தவரே ஆண்டவனை மறந்தவரே சுவர்க்க பதியையும் மறந்து மண்ணினில் மணி மறந்தவரே நாற்றில் மறைச்சோலையில் விளையாடி பல தே के रे लाले मिल मागी उने ने ஆலமீசானாகி ஆலம் அதிசமான ஆலம் ஈசானத்தில் பாபியத்தில்லா ஜலாலோடிஜமானும் பதி ஒழுக்கமானுமாகி பாபியத்தில்லா ஜலாலோடிஜமானும் மாலுமாகி கபுலத்தாகூத்து ஜபரு திரு பக்காவியினர் நியத்த தூதாடி நிரல் பெற்றடிமை நான் இதனை உமற்றுவேனோ நற்புணங்குடி கொண்ட बादुशवान पुनाद मुहियुद्दीने अरुपानिन मरेकलम इस्कनंगडलविल अरुपानिन मरेकलम इस्कनंगडलविल आदि इल्लहु माहु वेन सीधे उल्लास से दिन स्वरूपों में दुनिया वैसी सीधे उल्लास से दिन अंधे सूतयते कानवे ओ அமைந்த பேரறிவுடன் வீட்டிருக்கும் சிறுரும் அரிசிலவு சிறப்புடன் வீட்டிற்கும் அந்த சிறைக்கால் माली बकोलचिले नाडी रे माली बकोलचिले नाडी रे माली बकोलचिले नवशे हमार मोगचिले नाडी रे माली बकोलचिले इबुली सुरुव कोंडे இகத்தில் இருக்கும் நம்மை இவுளி தூருவு கொண்டு யுகத்தில் இருக்கும் நம்மை அருகே தவறி தேடிவோடு मर मा कपलिविय मरते मेरी Amari humane nadiyapore napani ahaha மணி சுடராய் திறக்கும் பல்லோர் அதாலத்தை அகற்றி ஆதரிக்கு மாசாய அரசு ஈகத்தும் பாரத் இருந்தே ஓயிற புனிநாதிப்பு வேப்ப கற்பக புனிதரே கிருஷ்டி ஈகத்தும் பாரத்தகம் teri sol pugai ki dame totir maage sundare paadi nalla rudayavadi natpura puriyanidam mandradi pullan abdurrahman koshi pugalum punidarechi eega tuma ratta gaavale aaya மெய்யான பாறை மனப்புறம் தேலானைவில் மொழியிட அல்வாறு ஆமே துன்பம் தொடர்ந்தாலும் சொல்லை படையெடுத்தாலும் உண்ணாமு எண்ணியரும் நிலையிடத்தை நாயகராம் வயல் நதி வழி நடக்க வலிமையை காள்வார் ஆண்டவனே அருகையை காவலனே பணிப்படுத்தி வரையாடும் அவர் The oneUC, the otherUC, the ONEUC, the oneUC, the otherUC, the two analogies, the oneUC, the three different angles and the other monster vs the idea. Heavenly Menschen, G ανingle and tend to believe in our children, the host of God's faith and space is experience in such a sustenance. In some places, the ones who give thanks to our покуп政 whether it is a좋��. மா ji ai van de divaman dandave vale pole vaichyute mandaryam amadire valein adegi jo jamalele kare murisu ande tudale vanval hamaji mastavanie harama கொடிய பேதங்களை ஞானியம் யான மந்தரியாம் நீரே பாலை நடவி பால முடரே மண்பானுகம் மதி புஷ்கீரே Listen <laughs> up. Thank <laughs> you. சுல்தான் நாயக மாந்தருள்மணியாய் வந்த தன்மார்கமரை ஒளி தந்த வாந்தவு மணியாய் வந்த தன்மார்க்கமரை ஒளி தந்திர பேரா செல்பில்ளரை ஞானம் தார ஏற்றூர் தாயகாசூல் பாலுளாரி நாயகா அற்புதமோங்கிடு மேலா அண்ணல் அபுல் அசன் பாலாற்பீலா பாரோப்பு மூல நீர் பாயே சுல்தானு நாயக பஞ்ச பிணி வாட்டிய போது வாரிலில் மழை இல்லாது பஞ்ச வாட்டிய போது தீருடன் பன்னீர் படிய தற்காரனும் காட்டிய ஒழிய கீர்த்தினர் தாயகாசுலாரின் நாயகா